அனைவருக்கும் வணக்கம் குரூட் ஆயிலில் 1 மினேட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 ஒரு Friday market ஸோ இந்த டைத்தில் ஒரு டூபிஎம் கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பை சிக்னல் ஜென்ரேட் ஆகுது இந்த சார்ட் ரொம்ப சிம்பிளாக யாருனாலும் சரி பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஜஸ்ட் வாட்ச் பண்ணும்போதே க்ரீன் கலரில் நமக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குது அதாவது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பையிங் மொமெண்டம் அதாவது ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 6510, ஃபைவ் நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் தான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லஸ் லைன் லைவ் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக இருந்து நமக்கு ஒரு ஹெல்பிங் டூலாக இருந்து கால்ஸ் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அதோட மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறும்போது மட்டும்தான் இந்த கால்ஸ் வரும் ஸோ அந்த ட்ரெண்டு மாறையில் கேண்டில் ஸ்டிக் கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் வீடியோ இப்போ பார்க்குறீங்களே இதே மாதிரியே டெய்லி சார்ட்ட சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதுவே மார்க்கெட் ட்ரெண்டு அந்த பிரேக்கவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால் ஜெனரேட் ஆகிட்டு வரும் அதை பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போடுறது உங்களுடைய வேலையாக இருக்கும் இப்போதைக்கு பைக்கால்ன்றனால க்ரீன் கலரில் போய்கிட்டு இருக்கு மார்க்கட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு செல் கால் வரும் அப்பர் ரெட் கலர் ஸோ இந்த மாதிரி மார்க்கட் ட்ரெண்ட் மாறக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டிலையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதில் கால்ஸ் எப்படி வருது அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி தான் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோடும் வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் சேனல் நேம் பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்சி கமாடிட்டி டேடர் இப்போதைக்கு ஒரு பைக் கால் ஜெனடாக இருக்குது சிக்ஸ் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாய் டொண்ட்டி சிக்ஸ் அதாவது செவன்டின் பாயிண்ட் மேலே போச்சுன்னா தான் ஃபர்ஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் ஆகும் ஸோ செவன்டீன் பாயிண்ட் மொமெண்டம் எப்படி கொடுக்குது டாக்ட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி அப்படியே மேலே போதா இல்லைன்னா மார்க்கெட்டினுடைய மொமெண்டம் அப்படியே கீழே இறங்கிட்டே வந்து கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸில் ஆதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் கேண்டில் ஃபைவ் மினிட்னு கூட சொல்லலாம் மார்க்கெட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து ட்ரேடிங் வந்து போச்சு சிக்ஸ்த்து செவன்த் கேண்டில் நல்ல ஒரு மொமெண்டமில் ஃபஸ்ட் டாரட் கிட்டே வந்துச்சு எயித்து கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே டார்கெட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணிச்சு அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அதில் நமக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே தான் வந்து கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே இருந்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்க்ரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை சும்மா ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர்ற கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் மட்டும் போடுவீங்க இந்த சாட் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க Thank you.